வணக்கம் விவர்ஸ் இன்றைக்கி நீங்கள் இந்த பார்க்குற இந்த பாத்ரூமில் நம்மளுடைய வெறும் கச்சசாரம் மட்டும் யூஸ் பண்ணி நான் செஞ்சு கட்டுறேன் இந்த கல்லில் பாருங்கள் எவ்வளோ உப்பு படைஞ்சிருக்குன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கல் மட்டும் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க இது போகுமா போகாதா போகமா போகாதான்ட்டு பல பேர் கேள்விக்கிறாங்க வெறும் நான் அந்த ஆசிட்டை மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சு கட்டுறேன் அதுவும் ரொம்ப கம்மி தான் ஒரு அஞ்சு பத்து எம்ளோ கூட நான் ஊற்ற மாட்டேன் ஒரு பத்து எம்மளோட ஊற்றாமல் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதோடய விலை நூறுரூபா தான் நிறையா பேர் இன்னமும் ரேட்டு கேட்குறீங்க இது வந்து நூறுரூபா மஸ்க் வந்து முந்நூறுபா உங்களுக்கு இதை மட்டும் வேணால் செஞ்சு காட்டுறேன் மஸ்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும்னா நல்ல கல்லு நல்லா பலவளன்னு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இது இதுக்காக சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் தேய்க்கலாம் அவசியமே இல்லை நிறைய அக்காக்கெல்லாம் ஃபோன் போட்டு கை வெளிக்கிற தேக்கிறோம்ப்பா நாங்களும் பல கெமிக்கலை போட்டு பாட்டோம் இன்னும் போக மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் பாருங்கள் நான் ஒன்றுமே செய்யலை எவ்வளோ ஊத்துறேன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் ஊற்றிருக்கேன் அவதையோ ஒரு பத்து எம்எல் இருக்கேன் போக வெகை எதுவுமே வராது சார் நார்மலாக நாங்கள் எப்படி ஹார்பிக் யூஸ் பண்ணி செய்வோம் எதாவது பேர் பயப்படுறீங்க பாருங்கள் நான் ஒன்றுமே செய்யலை அதுமாதிரி இந்த மாதிரி லேசாக அப்ளே பண்ணிவிட்டாலே போதும் அதை ஊற்றுறோட வளைஞ்சு பண்ணதிலே பாருங்கள் அந்த உப்புலாம் போயிடுச்சு இவ்வளோதாங்க வேலையே இந்த மாதிரி உங்களுக்கு ஒப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இவ்வளோ தாங்க இது மாதிரி ஒரு ஒரு கல்லாக நீங்கள் மெது மெதுதாக ஊற்றி ஊற்றி தேய்ச்சிக்கனாலே வேலை முடிஞ்சி கைக்குழுஸும் தேவையில்லை ஒன்றும் வேணும்னா போட்டுக்கோங்க இவ்வளோதாங்க கல் எப்படி பாருங்கள் பழைய மாதிரி கல்லாக மாறிடுச்சு அடுத்த கல்லாக நான் ஊற்றி கட்டுறேன் இதில் நீங்கள் என்ன தான் நீங்கள் கெமிக்கல் போட்டாலும் போகவே போகாது இன்னுமே அந்த ப்ராடக்ட் வந்து மேஜிக் ப்ராடக்ட்ன்னு தான் சொல்லுவேன் நான் ஃபோட்டோ அடுத்த நிமிஷமே அங்கே பாருங்கள் அந்த இடத்துல அந்த உப்பே இல்லை சும்மா லைட்டாக தான் நான் ரொம்ப எல்லாம் ஊற்றலை அந்த மூணு கல்லு நான் இது பண்ணுறதுக்கு செலவு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாவோட செலவு இருக்காது நான் கொஞ்சோண்டு கூட நான் ஊற்றி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே ஊற்றி செஞ்சு காட்டுறேன் அது ஒன்றுமே எவ்வளோ அதிகமான உட்புறந்தாலும் அது நீக்கிரும் இன்னும் நீங்கள் மஸ்கு போட்டு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஹச்எஸ்ஆர் போட்டு அவங்களுக்கு எவ்வளோ நல்லா ரிசல்ட் கிடைக்குது மஸ்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் கல் நல்லா பல பலன்னு வரும் பாருங்கள் அதுக்கு இதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள் வெறும் நூறுரூபா தாங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பாத்ரூமே க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அவர் இல்லாமல் இது பண்ண வேண்டியது ஆனால் வந்து நம்ம யூஸ் மெயின்டைன் பண்ணுற பொறுத்தாக இருக்கும் நீங்கள் யூஸ்ஸாக பத்து பதினஞ்சு வருஷம் யூஸ் பண்ணோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் நாளைக்கே வந்து நீங்கள் வந்து அடுத்த நாளை சோப்பு முக்கவாசி இது எப்படி திரும்ப வருதுங்க குளிச்சுட்டு நம்ம அன்னன்னைக்கி ஒவ்வொருதான் கழுவிடணும் குளிச்சுட்டு அந்த சோப்பு வந்து கல் மேலே வச்சிங்கன்னா தண்ணி ஒழுகி ஒழுகி அது ஊரம் பாருங்கள் எவ்வளோ ஆளுக்கு ஊர் பாருங்கள் குளிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுற சோப்பு எடுத்து வெயிலில் வச்சுருங்க அது என்ன பண்ணணும்னா காஞ்சி அப்படியே காய காய என்ன செய்யணும்னா அதுக்காக தண்ணியெலாம் மெதுமெதாக சொட்டு சுட்டாக ஒழுகி அந்த சோப்பு டப்பள கீழே ஓட்டிருக்கணும்னா அதை ஒழுகி ஒழுகி இந்த கல் மேலே தான் அப்ளே ஆகும் வேறு ஒன்றும் நம்ம இன்னமும் வித்தியாசமெல்லாம் செய்யலை சோப்பு ஒழிக்கிற சோப்பு துவைக்கிற சோப்பு அதுக்குரிய இடத்துல வச்சிடணும் சாம்பை யூஸ் பண்ணிட்டு அங்கே போடக்கூடாது சீயக்காய் பாருங்கள் எவ்வளோ நீட்டாகிடுச்சு பாருங்கள் உண்மையாக தாங்க இன்னுமே நல்லாயிருக்குங்க அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு நீங்கள் வாங்க செஞ்சு பாருங்கள் வெலை வெறும் நூறுரூபா தான் கா.